ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஏன்லைன் இண்டஸ்ட்ரிய வளர்ச்சி வியாபாரமே கிடையாது வளர்ச்சி நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் இண்டஸ்ட்ரி எவ்வளவு பெரிய லெவல்ல போக போதுன்றதும் தெரியும் அதுல நம்ம எப்படி இன்கம் சம்பாதிக்கிறது தான் ஆக்சிஸ் இண்டியா என்றது என்ன இது வந்து நம்ம பிளே ஸ்டோரில் போயிட்டு இந்த access இந்தியா என்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறோம் எப்படி ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் டவுன்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி டவுன்லோட் பண்ணுறோம் அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயே ப்ராடக்ட் இருக்கும் பட் என்னன்னா அமேசான்லையோ ஃப்ளிப்கார்ட்லயோ நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணுற ஒரு இன்ட்யூசராக இருக்குமே தவிர அதுல இருந்து நம்ம எதுவும் ஆன் பண்ண முடியாது இங்கே நம்ம சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க இந்த ஆப்லையும் நம்மளுக்கு தேவையான டே டு டே ப்ராடக்ட் இருக்கும் லைக் கோல்கேட் கோல்கேட் பேஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தி மசாலா எல்ஜி பெருங்காயம் உதயம் பருப்பு இந்த மாதிரி பிராண்டடோ இருக்குது நான் பிராண்டடாக இருக்குது ஸோ அப்போ இந்த பொருள்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எல்லாம் நம்ம இந்த பிஸ்னஸில் ஒரு மெம்பர்ஷிப்பை ஆகி இந்த இந்த இந்த என்ற நான் ஒரு செலிபிரேட் பண்ணாங்க இந்த ஒரு வருஷத்துடைய வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஸ்டார்ட் பண்ணும் போது கம்பெனிக்கு ஆபீஸ் கிடையாது ப்ராடக்ட் கிடையாது இந்த ஆப்பே பக்காவ டிசைன் பண்ணல ஒன்லி இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமா கொண்டு வந்தாங்க இந்த ஒன் இயர் கழிச்சு டூ தௌசண்ட் நைன்டீன்ல எப்படி வளர்ச்சி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு டுவெல் மெம்பர்ஸோட ஸ்டார்ட் பண்ண வளர்ச்சி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து ஒன் இயர்ல கம்ப்ளீட் பண்ணாங்க இன்னைக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி நைன் தௌசண்ட் கிட்ட வந்துட்டாங்க அது இல்லாம ஆபீஸ் அன்னைக்கு கிடையாது இன்னைக்கு குரோம்பேட்ல ஹெட் ஆஃபீஸ் இருக்கு அதோட சேர்த்து பதிமூணு பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இருக்கு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது ப்ராடக்ட் பெரிய லெவல்ல கிடையாது இன்னைக்கு மோர் தேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ராடக்ட் கிட்ட வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி பேர் கிட்ட நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வீக்லி சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் அளவுக்கு வந்திருக்காங்க அது இல்லாம ஒரு மூணு லோக்கல் ட்ரிப் போயிருக்காங்க ஒரு எழுபது மெம்பர்ஸை கூட்டிட்டு ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் போயிட்டு இருக்காங்க ஒரு ஊட்டியில ஓனா ஒரு காட்டேஜ் இருக்கு வளர்ச்சி அடைந்த இந்த ஆக்சஸ் இந்தியா கம்பெனி இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்க இந்த ஆன்லைன் பிசினஸ் ரெஃபரல் மார்க்கெட்டிங்ற கான்செப்ட்ல நமக்கு பண்ணும் போது நம்மளால இன்கம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இங்க எந்த ப்ராடக்ட் சேல்ஸும் பண்ண போறது கிடையாது எப்படி பிசினஸ் உள்ள வர்றது எப்படி நம்ம சம்பாதிக்கிறதுன்றத நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் உள்ள வர்றதுக்கு நம்ம ஒரு பத்து வகையான கிட்டு கம்பெனி வச்சுருக்காங்க நான் பத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல ஒரு சாம்பிளுக்கு ரெண்டு சொல்ல போகிறேன் நான் இந்த கிட்டு என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து டென் தௌசண்ட் ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது நான் இந்த த்ரீ தௌசண்ட் சொல்லிட்டு ரெண்டு கிட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மற்ற கிட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் அதாவது இந்த வியாபாரத்துள்ள நுழையிற ஒருத்தருக்கு அமௌண்ட்டுக்கு லாஸ் கிடையாதுன்ற கான்செப்டோட ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த பத்து கிட்டுமே இதுல எனக்கு எது சூட்டா இருந்தோ அதை நம்ம செலக்ட் பண்ணி உள்ள வரலாம் ஓகேவா இப்ப உதாரணத்துக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் பர்ச்சேஸ் அட்வான்ஸா பே பண்ணி இந்த பிசினஸ் உள்ள வரேன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க பே பண்ற நீங்க பர்ச்சேஸ் அட்வான்ஸா பே பண்ற த்ரீ தௌசண்ட் பைவ் கம்பெனி ரெண்டு மடங்கு ஆட் பண்ணி டோட்டலா மூணு மடங்கா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் ஓச்சர் கொடுத்துறாங்க கிளியரா நீங்க பே பண்ற த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஓச்சரா குடுத்துறாங்க அதை நான் எப்படி யூஸ் பண்றதுன்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன் உதாரணத்துக்கு நீங்க மெம்பர்ஷிப் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை பிரிவிலேஜ் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிவிலேஜ் மெம்பர்ஷிப்புக்கு வந்து பர்சன்டேஜ்ல இருந்து பிப்டி வரையும் ப்ராடக்டை பேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் இருக்கும் ஒரு ப்ராடக்ட் ஃபைவ் இருக்கும் ஒரு ப்ராடக்ட் டென் இருக்கும் ஒரு ப்ராடக்ட் ஃபிஃப்டின் இருக்கும் அந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரையும் வெரி கிளியர் நெக்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ண உடனே ஒரு யூசர் ஐடி கொடுப்பாங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் மென்ஷன் பண்ணி உள்ளே வந்த உடனே நம்முடைய நேம் மென்ஷன் பண்ணி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் வேலட்டில் நமக்கு இந்த டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காமிச்சிரும் ஓகேங்களா கீழே நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும் இப்போ இந்த பத்தாயிரத்தி ரூபா நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத ப்ராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றோம் கிளியரா கவனிச்சுங்க இந்த இடத்துல உதாரணத்துக்கு இந்த ப்ராடக்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்ன்ற ப்ராடக்ட் தௌசண்ட் ருபீஸ் இருக்குன்னு வச்சுங்க நம்ம கிட்ட நாம எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணி அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சேவ் ஆகுது இல்லையா இந்த டூ ஹண்ட்ரட் இந்த பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீ டிஸ்கவுண்ட் வச்சிருக்கியா அதுல இருந்து மினஸ் பண்ணிடுவாங்க அதுல இருந்து நம்மளுக்கு இருநூறு ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கீங்களே சோ ஆயிரம் ரூபா ப்ராடக்ட் எட்நூறு ரூபா நம்ம பே பண்ணலாம் இந்த பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து இருநூறுவா எடுத்துப்பாங்க சோ நம்மளுக்கு பத்தாயிரத்தி ஐநூறுல இருநூறு ரூபா மைனஸ் பண்ணி மீதி பத்தாயிரத்தி முந்நூறு ரூபா அவைலபிள்னு காமிக்கும் இது கிளியரா செகண்ட் ஒரு ப்ராடக்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ப்ராடக்ட் ரேட்டு வெளியில வெளியில இருக்கிற ப்ராடக்ட்டுடைய ரேட்டு இங்க நம்மளுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்குதுன்னு வச்சுங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துதான் இந்த த்ரீ ஹண்ட்ரட் வந்து பத்தாயிரத்தி முன்னூறு இருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க இப்போ முன்னூறு ரூபாய் மீதி பத்தாயிரம் ரூபாய் அவைலபிள் நம்ம யூட்லைஸ் பண்ணிட்டோம் ஓகேவா இன்னும் நம்ம காஸ்ட் எவ்ளோ இருக்கு மூவாயிரம் இருக்கு இப்போ அடுத்தது டிவி ஏதோ ஒரு ஒரு மாசம் கழிச்சோ ரெண்டு மாசம் கழிச்சோ டிவி வருதுன்னு வச்சுங்க அதோடைய காஸ்ட் வெளியில சாம்சங் டிவி ஏதோ ஒன்று தேர்ட்டி தௌசண்ட் இங்க இருக்கு அப்படின்னா வெளியில ஒரு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் டென்சன்டேஜ் ஒரு மூவாயிரம் மிச்சம் ஆகுமாறு கிடைச்சிருச்சு மூவாயிரத்து ஐநூறு போட்ட அமௌண்ட் வந்துருச்சா இன்னும் கம்பெனில நீங்க யூஸ் பண்ணலாம்னா இந்த பத்தாயிரம் ரூபாயில மைனஸ் பண்ணீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் வவுச்சர்ல இன்னும் செவன் தௌசண்ட் நீங்க டிஸ்கவுண்ட் வவுச்சர் யூஸ் பண்ணலாம் நீங்க பர்ச்சேஸ் அட்வான்ஸா குடுத்த அமௌண்ட் எடுத்த பிறகு இன்னும் ஏழாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன பண்ணலாம் கம்பெனியில யூஸ் பண்ணலாம் சோ உங்களுக்கு ஏதாவது பத்து கிட்ட அவங்க இருக்கும் பத்து கிட்டுமே வந்து உங்களுக்கு லாஸ் இல்லாத மாதிரி இருக்கும் நம்ம இதை லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னொரு கிட்டு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆறாயிரத்தி ஐநூறு ஊட்டி கிட்டு ஒண்ணு இருக்கு சோ இதுல இந்த கிட்ட செலக்ட் பண்ணி வர பர்சனுக்கு இப்ப ரெண்டுி மோது கப்புல்ஸ் வி கிட்ஸ் அகாமடேஷன் ஃபிரீ பிளஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் வச்சிருக்கு நம்ம போல அப்படின்னாலும் வேற யாராவது அங்க ஊட்டிங் போகும்போது வருஷம் ஒன் இயர் டைம் இருக்கு வேற யாராவது போனா கூட அங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிக்கலாம் அது இல்லாம ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் வச்சிருக்கு இப்படிதாங்க பத்து கிட்டுமே வந்து கட்டின அமௌண்ட் ஒருத்தருக்கும் லாஸ் கிடையாது சோ பிசினஸ் நிறைய இருக்குற பயம் உடஞ்சிருதுங்களா ரெண்டாவது ரெஃபரல் மார்க்கெட்டிங் சொல்லி இருக்கும் சரி நம்மளுக்கு ஏதாவது லாஸ் ஆயிடுமன்ற ஒரு பயம் இருக்குமா அவங்களுக்கும் இதே தானே இந்த அவங்களுக்குலாம் லாஸ் கிடையாது ஒண்ணுமே இல்லைங்க மளிகை சாமான்னு இருக்குங்க இந்த ஆப்ல எல்லாமே இருக்கு ஈவன் மளிகை சாமான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க வெளியே வாங்குறீங்க அப்படின்னா இங்க ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு முந்நூறு ரூபாய் மிச்சமாச்சுன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துல மூவாயிரத்தி ஐநூறுவா எடுத்துலாம் மூவாயிரத்தி எரநூறுவா மூவாயிரத்தி எழுநூறுவா இல்லாம நான் கட்டின அமௌண்ட் லாஸ் கிடையாதுங்க யாரும் லாஸும் வந்து நிற்க முடியாது நமக்கும் லாஸ் கிடையாது நம்ம யாரையாவது ரெஃபர் பண்ணி அவங்க பிஸ்னஸ் உள்ளே வந்தாலும் லாஸ் கிடையாது ரைட் கிளியர் இதுதான் வந்து உள்ள வர்றதுக்கான ஒரு என்ட்ரி ரைட் உள்ள வந்தாச்சு நான் எப்படி சம்பாதிக்கிறது நம்ம ஜாயின் பண்ணிட்ட பிறகு நம்ம நம்மள மாதிரியே நம்ம சரௌண்டிங்கில் எதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கிற நபர்களை நம்மளோட நினைச்சுக்க போகிறோம் அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க ஜஸ்ட் நீங்க லிஸ்ட் எழுதிட்டு காமிக்க போறீங்க அவங்களை எப்படி இன்வைட் பண்றது அவங்களுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது இதெல்லாம் வந்து எங்களுடைய ஒர்க்கு டீம் ஒர்க் பார்த்து பக்காவா பண்ணி கொடுத்துரும் ஓகேவா அப்படி ரெண்டு நபர் உங்களுக்கு லெப்ட்ல ரைட்ல லெப்ட் ரைட் இந்த மாதிரி ரெண்டு நபர் வரும் ஒரு ஜோடி ஒரு பேர் கமிஷனுக்கு வந்து குறைஞ்சது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் உடனே இது வந்து வீக்லி வீக்லி இன்கம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களுடைய வேலட்ல வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை ரிப்ளைஸ் பண்ணலாம் ஓகேவா இந்த வாரம் முடிஞ்சிடுச்சு அடுத்த வாரம் அந்த ரெண்டு நபர் ஜாயின் பண்ணிருக்காங்களா அவங்களும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவரு ஒரு ரெண்டு பேர் லெப்ட்ல இருக்கிற ஒரு ரெண்டு பேர் ரைட்ல இருக்கிற ஒரு ரெண்டு பேர் ரெஃபர் ரெஃபர் பண்ணும் போன வாரம் உங்களுக்கு எப்படி இன்கம் வந்ததோ அதே மாதிரி இன்கம் இந்த வாரம் உங்களுக்கு கீழே இருக்கிற ரெண்டு பேருக்கு வருமா அது இல்லாமல் உங்களுக்கும் லெஃப்ட்ல புதுசா ரெண்டு பேர் வந்து ரைட்ல புதுசா ரெண்டு பேர் வந்து சொல்லிட்டு உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி உங்களுக்கு கீழே நீங்க ரெஃபர் பண்ண ரெண்டு பேர் மூலமா எத்தனை பேர் வந்து ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி வந்தாலும் உங்களால அறுபது நாயிரம் உங்களால சம்பாதிக்க முடியுங்க போன வாரம் கூட எனக்கு வந்து இன்கம் வந்து ஒரு டூ தௌசண்ட் வந்துதுங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் எங்கேயுமே வெளியே போகாம இந்த பிசினஸ் மூலமா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொல்லும் போது ஒரு இன்கம் வருதுன்னு எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம அதை பத்தி ஷேர் பண்ணலாம் இவ்வளவுதாங்க நான் ஜாயின் பண்ணி நான் ஜாயின் பண்ணி எனக்கு லெஃப்ட்ல ரைட்ல ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணனா அவங்களும் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா அவங்களும் லைஃப்ல ஏதாவது சம்பாதிக்கும் விருப்பம் இருக்கிற மாதிரி ஆட்களை கொண்டு வரும் அப்படி கொண்டு வந்து போன் மூலமா அந்த பிசினஸ் ஏன்னா இது ஆன்லைன் பிஸ்னஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா பண்ண போறோம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா டீம் டெவலப் ஆயிட்டே போகும்போது அதன் மூலமா ஒரு இன்கம் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க வாரம் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் வேணாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் கூட நாலு வாரத்துக்கு ஒரு இருபது என்னுடைய ரெகுலர் ஜாபு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமே பண்ணலாம் பட் இன்னைக்கு சுச்சுவேஷன்ல எந்த ஜாபுமே இல்லாம ஃப்ரீயா தான் இருக்கும் நம்ம இன்னும் ஃபுல் டைம் பண்ணோம்னா இன்னும் ஈஸியா சம்பாதிக்கலாம் ரெண்டாவது இது மட்டும் தான் இன்கம் பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம ரீ ஒரு இன்கம் இருக்கு இந்த ஆப்ல வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து கம்மியான ரேட்ல வருங்க நான் அப்புறமா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம் வெளியில இருக்கிற மார்க்கெட்ல விட ஆன்லைன்ல விட கம்மியா இருக்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட் அப்படி கம்மியா இருக்கும்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு கீழே ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் கிட்ட வந்துடுறாங்கன்னு வச்சுப்போம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியில வாங்கறத விட ஆன்லைன்ல வாங்கறத இது கம்மியா இருக்கும் இல்லைங்களா அவங்களுடைய தேவைக்காக அப்படி வாங்கும் போது உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க வாங்கக்கூடிய ஒரு அமௌண்ட்ல இருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம்மா வரப்போதுங்க ஸோ மிகப்பெரிய ஒரு வருமானம் இதுக்காகவும் நிறைய பேர் இன்னொரு பிசினஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதாங்க சிம்பிளுங்க நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு லாஸ் கிடையாது நீங்க ரெஃபர் பண்ற ரெஃபர் பண்ணும் போதே இமீடியட்டா வீக்லி இன்கம் வரப்போகுது அது இல்லாம உங்களுக்கு கீழே டீம் உங்களுக்கே தெரியாம டீம் டெவலப் ஆகி இருக்கும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணும் போது இன்கம் வரப்போகுது அது வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம்மா வர இருப்பாது அது இல்லாம நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளோ ஃபேமிலியோ வெளியில யாராவது வந்து ஏதாவது ப்ராடக்ட் மேனுபேக்சர் பண்ணிருந்தாங்கன்னா கூட அந்த ப்ராடக்ட் இங்க டைப் பண்ணி கூட அதன் மூலமாக சம்பாதிக்கலாம் அவ்வளவுதாங்க சிம்பிள் பிசினஸ் இதுதாங்க ஒரே லைன்ல மறுபடியும் நான் சொல்றேன் ஸ்டார்டிங்ல இருந்து இது வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஒரு பிளே ஸ்டோர்ல போயிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண போறோம் இந்த டவுன்லோட் பண்ற இந்த ஆப்பை நம்ம ப்ரமோட் பண்ண போறோம் நம்ம பொருள் வைக்கிற வேலை நம்மளுக்கு கிடையாது யாருக்கு தேவையோ அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னா ஃப்ரீ காஸ்ட்ல அவங்க வீட்டை தேடி டெலிவரி வர ஏன்னா இங்க இருக்கிற ப்ராடெக்ட் எல்லாம் ஏற்கனவே நம்ம பக்கத்துக்கு அண்ணாச்சி கடையிலயோ சூப்பர் மார்க்கெட்லேயோ வாங்குற அதே ப்ராடக்ட் ஆனால் அதை கம்மியான ப்ரைஸ்ல கிடைக்க போது நம்முடைய ஒர்க்கு மெம்பர்ஷிப் ஆகி இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ண போறோம் அந்த மெம்பர்ஷிப் ஆறதுக்கான ஒரு பத்து கிட்டு இருக்கு பத்து கிட்டில் எனக்கு எது செட் ஆகுமோ அது கிட்டுன்னு செலக்ட் பண்ணி நான் உள்ளே வர போறேன் நான் உள்ள வந்து ரெண்டு பேர் ரெஃபர் பண்ண போறேன் அந்த ரெண்டு பேர் நாலு பேர் ஆக போறேன் நாலு எட்டு ஆக போகுது அந்த மாதிரி அந்த ரெண்டு பேர் மூலமா வாரம் அறுபது நாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அதுவும் இந்த சுச்சுவேஷன்ல நம்ம பக்காவா பிளான் பண்ணோம்னா ஈஸியா சம்பாதிக்க முடியும் அதை தாண்டி ரீபர்ச்சேஸ் இல்ல இருக்கு அவ்வளவுதான் பாஸ் இதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம் எப்போ ஜாயின் பண்றீங்க மூவாயிரத்தி ஐநூறுவா கிட்டல ஜாயின் பண்ண போறீங்களா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ல ஜாயின் பண்ண போறீங்களா அப்படின்றத இந்த கிட்ட நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் இதுல எப்படி எக்ஸ்ட்ரா நம்ம சம்பாதிக்கலாம்ன்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு லைனுக்கு வாங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்